என்ன திடீரெனு அரசியல் ஆசை சமூகத்தில மாற்றத்தை கொண்டு வரணும் அதிகாரம் இன்னும் பெருசாதான் வேடி இயலாமையன் இன்னும் என்னென்னா மாறும் மாற போகுதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க இப்ப உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டி காலம் நீ தொடர்ந்து விளையாடிய ஆகல் நாங்க தப்பு பண்றவங்கல்ல தப்ப தட்டி கேட்கிறாங்க இல்ல நம்ம வாழ்க்கையில தலையிடுறோம்